watching videos without subscribe is injurious to youtubers but rope uire kullu subscribe now எஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம லைஃப்பில் நிறைய பேர்கிட்ட நம்மளுக்கு பிடிச்சவங்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க கால்ஸ்லேருந்து அவங்க மெசேஜ் ரிப்ளைலேருந்து பேர்டே விஷஸ் அந்த மாதிரி நிறைய விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப அவங்ககிட்ட இருந்து ஒரு லிட்டில் பிட் சேஞ்சஸ் நம்மளுக்கு வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபீல் பேட் நம்ம நம்ம இதுலேருந்து அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காமல் நம்ம செட் ஆகாமல் இருப்போமோ இல்லை நம்மளும் அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத மைண்ட் செட்லாம் இருக்கும் மூட் அவுட் ஆகும் டிப்ரெஷன் சேடு இதனால் இந்த எக்ஸ்பெக்டேஷனால் நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும் தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அடிக்கடிக்கு சண்டை அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உங்கள் க்ளோஸான ஒருத்தவங்க கிட்டேருந்து ப்ராப்ளம் நடக்குன்னா அவங்ககிட்டருந்து நம்ம என்ன சொல்லுவோம் இவங்ககிட்ட இருந்து நம்ம இதை எக்ஸ்பெக்டே பண்ணலையே இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த இடத்துல நம்ம அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் இவங்கெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க ஒரு அசஙங்ஷன் கொடுக்கணும் லைஃப்ல இவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ